அழக வந்தது நிலவா பார்வகம் உன்னழகோ தென்னிராத வெண்ணிலா மகளில் இருப்பது சூரியனா என்ன அழக உன்னிரு பார்வகனார் உன்னை மகள் கூறும் ஆயுதனார் என் உயிர என்னை என்ன செய்தார்